விரைந்து சென்று அவனுடைய அரமணைக்கு சென்று சப்ஜி ஜூடிய கிளாசு இரண்டையும் வெள்ளி கிளாசு ஒன்றையும் எடுத்து மூன்று கிளாசுகளையும் தானே பட்டு பட்டாடைகளையும் எல்லாம் டேபிள் மேல போட்டு மூடி சரபத்து சர்பத்துகளை தயார் செய்து பார்ப்பதற்கு அலங்காரமான கனிவருக்கங்களை எல்லாம் வைத்து ராஜ மரியாதையுடன் ராஜ உணவு உணவுகளை வைத்து அரசாங்கத்து உணவுகளை மேட மாளிகை அவனுடைய மாளிகைக்கு மேல் ஹம்மது அனிபாவை அழைத்துக் கொண்டு போகும் போது அனிபா அவர்கள் அந்த குதிரையாகப்பட்டதை என்ன சொன்னார்கள் என்னுடைய பரியங்கிட்டு சொல்லக்கூடிய என்னுடைய குதிரையே நான் எப்போது உனக்கு இசாரா கொடுப்பேனோ அப்போது நீ என்ன வர வேண்டும் என்று தானே அதை நிப்பாட்டி விட்டு முகமதுக்கு சென்றார் மேமாடிக்கு சென்று மாடி மீது போய் பார்க்கும் போது ரொம்ப அலங்காரமாக ஜோடித்து வைத்திருக்கின்ற ஜோடித்து வைத்திருக்கக்கூடிய ஒரு காட்சிகளையும் கனிவர்க்கங்களையும் ராஜ மரியாதையுடனே அங்குள்ள உணவுகளையும் பார்த்தார் பார்த்து ரொம்ப நல்லவன் ரொம்ப சங்கையானவன் நமக்கு தக்க மரியாதைகள்ான் என்று பாருங்கள்வா இந்த சண்டை கலைப்பு வேற அதாவது படக்களத்தில் போர்க்களத்தில் அவர்கள் சண்டை செய்த கலைப்பும் அவர்கள் மூன்று தினமாக அவர்கள் நாட்டை விட்டு வந்த கலைப்பும் ஆக எல்லாம் சேர்த்து அவருடைய உடல்கள் தானே ரொம்ப வேதனை அடைந்து இன்னும் தண்ணீர் தாகமும் அவர்களுக்கு அதிகமாக முறையிலே நாவுகள் வறட்சி ஏற்பட்டு முகமது மந்திரியும் பக்கத்திலே உட்கார்ந்தான் வலது பக்கமும் இடது பக்கமும் இருந்தான் முகமது நடுப்பக்கம் இருக்கின்றார்கள் போய் உட்கார்ந்தவுடனே ஆளுக்கு ஒரு கிளாஸ் தங்க கிளாஸை தூக்கி ராஜாவும் மந்திரியும் அனீஃபாவே இந்த சர்பத்து உங்களுக்காக வேண்டி நீங்கள் கலைப்பாக இருக்கின்றீர்கள் என்று எங்களுக்கு நன்றாக தெரியும் ஆகவே அதற்காக ரொம்ப உங்களுக்காக வேண்டி ரொம்ப கனிவர்க்களை வைத்து ஏழு விதமான கனிகளை போட்டு சப்ஜி ஜாப்பட வேண்டும் சாப்பிட்டு களைப்பார்ன உடனே நாங்கள் எல்லோருமாக கூடி உங்களுக்கு களிமாவை சொல்லிவிடுகின்றோம் சாப்பிடுங்கள் என்று ராஜன் ஒரு பக்கம் மந்திரி ஒரு பக்கம் சொன்னார் உடனே முகமது எங்கும் நிறைந்த ரஹமானே நாமளோ களைப்போடு வலதுகரத்தால் அந்த கிளாஸை வெள்ளியால் இருக்கக்கூடிய கிளாஸை தானே அந்த சண்டான பாவிகள் நஞ்சி கலந்து வைத்திருக்கும் அந்த சர்பந்து கிளாஸை முகமது கையிலே தூக்கினார்கள் தூக்கி வாய்பக்கமாக கொ அவர்கள் அல்லாவுடைய திருநாமத்தை பிஸ்மில்லா என்று அல்லாவுடைய திருநாமத்தை சொல்லி தான் சாப்பிட வேண்டும் என்று சொல்லக்கூடிய நேரத்தில் ராஜர் முகமது அணி பாபுக்கு பாபா சொன்ன ஓசிய தூண் யாபகம் வந்து பாபா சொன்ன ஓசிய தூ யாபகம் வைத்தாங்க சர்பந்து கிளாசானதை நம்ம அனி பாபு வைத்த உடனே சர்பந்து கிளாசானதை மந்திரியும் ராும்ந்திரியும் இவனை பார்த்து அவனும் முழிக்கிறான் அங்கே அவனை பார்த்து இவனும் முழிக்கிறான் இவனை பார்த்து அங்கே அவனை கிளாசி மந்திரி சாட காமிக்கிறாடு என்ன நடக்க போகுதோ எடுத்த கிளாஸ் கீழே சர்பத்தை சாப்பிடலயே சொல்லு என்று பாருங்கள் ராஜாவும் மந்திரியும் ஏன் கீழ வைத்து விட்டீர்கள் உங்களுக்காக தயார் செய்த சர்பத்தா சும்மா சாப்பிடுங்க நாங்கள் சாப்பிட்டு விட்டோம் நீங்கள் சாப்பிடுங்கள் உடனே முகமது அனிபா பார்த்தார்கள் அடே அவர்களுக்கு ஒரு யோசனை அல்லாஹ் கொடுத்தான் அடே இப்படி போன்ற அரபு நாடுகளிலே பெருமானார் செல்லும் அறிவு செல்லாம் அவர்களுடைய நாலாவது வேதத்தை சேர்ந்தவர்கள் தன்னம் தனியாக எதையுமே சாப்பிட மாட்டார்கள் ால உங்க ரெண்டு பெரியவங்களை பார்க்க வச்சு சாப்பிட்டால் அது எனக்கு சரிப்படாது நான் சாப்பிடுறேன் என்று கிளாஸ் எடுத்துக்கொண்டு வாருங்கள் என்று சொன்ன உடனே ராஜா மந்திரிய பார்த்து முடிக்கும் மந்திரி ராஜனை பார்த்து முடிக்க என்னடா என்ன இருக்கு என்ன முடிக்கும் போது மூன்று பங்கு வைத்து சாப்பிடுவோம் என்று பாருங்கள் அந்த கிளாஸ் எடுத்து வரைச்சோன்னா கிளாஸ் எடுத்து வைத்தான் ரெண்டு பேரும் அந்த சாப்பிட்டு வைத்திருந்த கிளாஸை திரும்பவும் எடுத்து முன்னாள் வைத்தார் அனீஃபா முன்னாள் உடனே அனீபா அந்த வெள்ளி கிளாசில் இருந்த சர்பத்தை மூன்று பங்காக வைத்தார்கள் உங்க யாரு ரெண்டு பேர்ல வயசுக்கு மூத்தவர் யாரோ அவங்கதான் முதல் சாப்பிடலாம் ரொம்ப இளமையான ஆளு அந்த உன்ன ராஜன் பார்த்தான் அலிவகே எனக்கு நாற்பத்தஞ்சு மந்திரிக்கு அறுபது வயசு கணக்கு போடுறான் மந்திரி பார்த்தான் சும்மா சும்மா சொல் ஒழு உடனே ராஜாவும் மந்திரின்னு சொல்றேன் எங்க ரெண்டு பேருக்கும் ஒரே வயசுதான் அப்ப தூக்கி சாப்பிடு என்று சொன்ன உடனே ரெண்டு பேரும் ஒன்னா எடுக்க எடுத்தான் கையில எடுக்கும் போது ராஜர் முகமது அனீபா அவர்கள் நடுங்கின்றது நடுங்கின்றது உடலும் நடுங்கின்றது ரெண்டு பேரும் நடுக்கம் கொண்டு கிளாஸை ஒருவருக்கு ஒருவர் சண்டை போடுற மாதிரி இந்த ரெண்டு பேரும் ஒருவருக்கு ஒருவர் சண்டை போட்டுக்கொண்டு அந்த ராஜாவும் சண்டை போட்டுக்கொண்டு கையிலே இருந்த கிளாஸ்ல உள்ள சர்பத்தை தட்டித்தானே கீழே கொட்டி விட்டார்கள் பாரு சர்பந்தாகப்பட்டது அந்த அரசாங்கத்திலே மாடியின் மீது பழிஞ்சினால் கட்டியிருக்கும் கெட்டடத்திலே அந்த சவுரியம் என்று சொல்லக்கூடிய நஞ்சு கலந்திருக்கும் ஜப்சி ஜல்லா என்ற சர்பத்து கீழே விழுந்தால் பாசி போல் படந்து விட்டது அதாவது கிணற்றுகளில் குளத்துகளில் பாசி படந்திருக்கும் அல்லவா அது போன்று பாசி மாறி படந்திருக்கின்றது ராஜன் வளர்த்தக்கூடிய பூனையாகப்பட்டது பார்த்து கொண்டிருந்தது அரசாங்கத்தில் உள்ள பூனை அந்த பூனையாகப்பட்டது ஓட்டமாக நமக்கு இன்றைக்கு வேட்டை வலித்து விட்டது ஓட்ட ஓட்டமாக ஓடி வந்து தன்னுடைய நாவை கொண்டு அதை நக்கி அந்த சவுரியம் என்று சொல்லக்கூடிய நஞ்சு கலந்த சர்பத்தை அந்த பூனை தானே சாப்பிட்டவுடனே கண்ணாலை கண்டிவம் வம்ப்தான நடந்து கங்களெல்லாம் மிgeçவெந்தி கங்களெல்லாம் மிgeçசி வந்து பல்லஏளை தாங்கடிது அனிவா பைந்து எட்டி பிடித்திடுவாঙ্গার பல்லஏளே தாநடத்தி அனிவா பைங்கி நல்ல பிடித்திடுவா பார் இந்த பூனை அந்த சர்பத்தை சாப்பிட்டவுடனே முத்தான காட்சி அனீபா கண்டு கண்கள் எல்லாம் என்று தானே முகம்மது அனீபாவுக்கு ஆக்ரோஷம் உண்டாகி கண்களெல்லாம் சிவந்து பல்லுகளை நெறிநிறுவன்று கடித்து பாறை இடிகளை போல் பல்லுகளை நெறித்து முகமது அனீபா அடே பாவிகளே என்னை அநியாயமாக கொல்ல பார்த்தீர்களே என்று அநியாயமாக என்னை கொலை செய்து என்னுடைய நாட்டுக்கு போக விடாதபடி ஆக்கிவிட வேண்டும் என்ற நினைத்தீர்கள் என்னுடைய தமையன்மார்களை பார்க்க விடாமலும் என்னுடைய பாவா முகத்திலே முடிக்க விடாமலும் ஆக்கிவிட பார்த்தீர்களே சண்டான பாவிகளே உங்களை நான் சும்மா விட மாட்டேன் என்பதாக முகமது பாய்ந்து அந்த ராஜனையும் மந்திரியையும் சுழட்டி பேர்களையும் தான பூமியிலே அடித்து ராஜர் முகமது முட்டு இருபது முட்டையும் தூக்கி இரண்டு பேருடைய நெஞ்சிலையும் வைத்து ராஜாவுடைய நெஞ்சிலும் மந்திரியுடைய நெஞ்சிலையும் வைத்து அமைக்கி அந்த கையிலே இருக்க கொண்ட சைபன் என்று சொல்லக்கூடிய வாழைத்தானே அவனுடைய களத்திலேயே பதித்து கொண்டு அடைய பாதகனே சொல்லடா நபிகரமாக என்னை விடமாட்டான் எனக்கு நிச்சயமாக இறைவன் துணையாக இருப்பான் நான் நாலாவது வேதத்தை சேர்ந்தவன் சீக்கிரமாக உன்னுடைய உயிர் போவதற்கு முன்னே களிமாவை சொல்வி என்று சொன்னுதுலிவுடைய மகனை பார்த்தா சின்ன பிள்ளையா இருக்கு முட்டை பார்த்தா பெரிய மலை போல இருக்கு மந்திரி சொல்லுகிறான் இருக்கப்பா ராஜன் சொல்றான் அடைய பாதி உன் பேச்ச கேட்டா எனக்கு இந்த கதி வந்திருக்குமா வச்ச உடனே பெரிய பாறைக்கல்ல தூக்கி வச்சா இருக்கு நெஞ்சில என்று சொல்லி பாருங்கள் அந்த ராஜாவும் மந்திரியும் தான் கொலவழ நெருங்குது கையை எடுத்து அழி மகனே கையை எடுத்து கண்மூலி பிடுங்குது கொலவழை நெருங்கிது கையை எடுத்து அணிமகனே கையை எடுத்து மகனே உங்களுடைய முட்டை எடுங்கள் உங்களுடைய பேரனார் கருணை கடலுடைய பேரனார் எடுத்து தூக்கிவிட்டார்கள் இரண்டு பேரையும் தூக்கிவிட்டு சீக்கிரமாக மந்திரியும் சொல்லுகின்றான் அலிவுடைய மகனே எங்களுக்கு களிமாவை சொல்றதுக்கு ஆட்சேபனை எதுவும் கிடையாது ஆனால் நாங்கள் இப்ப களிமாவை சொல்லிவிடுவோம் அப்படி நீங்கள் களிமாவை சொல்லிவிட்டு தந்து விட்டு நீங்கள் போய்விடுவீர்கள் ஆனால் எங்களுக்கு பொல்லாத பகை இருக்கின்றது பெரிய ஆபத்து ஒன்று காத்து அந்த ஆபத்து எங்களுக்கு உயிருக்கே ஆபத்து ஏற்பட்டுவிடும் நாங்கள் களிமாவை சொல்லிவிட்டோம் என்று கேள்வி உயிரோடு வைக்க மாட்டார்கள் எங்களை விடுவார்கள் என்று சொல்லுகின்றார் அப்ப ராஜாவும் மந்திரியும் சொன்னவுடன் ராஜர் முகமது பார்த்தார்கள் அடைய அப்பேற்பட்ட ஆபத்து என்னடா ஆபத்து சொல்லுங்கள் சொல்லுங்கள் இளவரசரே வாருங்கள் என்னோடு என்று ராஜாவும் மந்திரியும் ஹனீபாவை அழைத்துக் கொண்டு மேமாடியின் மீது ஏறி நின்று ராஜர் முகமது காமித்தார்கள் அதோ பாருங்கள் எட்டி பாருங்கள் தெரியும் உடனே முகமது அனிபா தெற்கு திசையில் தானே ஏறிட்டு பார்த்தார்கள் அதில் நின்றும் ரொம்ப தூரமாக ஏறிட்டு பார்க்கும் போது அங்க என்ன அற்புதத்தை கண்டார்களே ஆனால் பெரியதோ நெருப்பை கண்டிப்பாக வீரரளி மகனாருமை பெரியதோறு நெருப்பை கண்டா வீரரளி மகனாருமே மலபோல எரியுதல்லா மல போல எரியுதல்லாது நெருப்பானது பொல்லாத நெருப்பானது லா நெருப்பு எறியும் காட்சி பெரிய நெருப்பாகப்பட்டதுதானே வானத்துக்கும் பூமிக்கும் ஒன்னு போல் எரிந்து கொண்டிருக்கும் காட்சியை ஹனீபா பார்த்தார்கள் உடனே கேட்டார்கள் முகம்மது ஹனீபா என்னை அழைத்துக்கொண்டு வந்து நெருப்பை காமிக்கின்றாயே அந்த நெருப்பின் காரணம் என்ன என்று கேட்டார்கள் அப்போது இந்த ராஜாவும் மந்திரியும் சொல்லுகின்றான் முகம்மது ஹனீபாவே அந்த நெருப்புக்குள் நன்றாக பாருங்கள் நீங்கள் தோன்றி பாருங்கள் உள்ள என்ன அதிசயம் இருக்கின்றது என்று தெரியும் என்றார்கள் உடனே முகமது அனீபா நெருப்பை குறிப்பாக பார்த்தார்கள் பார்க்கும் போது பெரிய ஒரு கோட்டை ஒன்று இருக்கின்றது அந்த பெரிய பெரிய அற்புதமான உயரமான கோட்டை கொண்டிருக்கின்றது அந்த கோட்டையை சுத்தி நெருப்பறிந்து கொண்டிருக்கின்ற முகமது கோட்டையை விட எழுமடங்கு பெரிய கோட்டையாக தெரியுது என்னப்பா என்ன விளக்கம் என்ன விளக்கம் என்று கேட்டார்கள் முகமது அனீபா அப்போது இந்த ராஜனும் மந்திரியும் சொல்லுகின்றான் அலி உள்ளாவுடைய மகனே அந்த நெருப்புக்குள் எரியும் கோட்டை யாருடைய கோட்டை தெரியுமா என்று சொல்லுகின்றான் அலி உள்ளாவுடைய மகனே அந்த நெருப்பு எறிகிறது அல்லவா அதுதான் ஹரம் தீவு பட்டணமாக இருக்கும் ஹரம் தீவு பட்டணமாக இருக்கும் ஆனால் அந்த ஹரம் தீபிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த கோட்டையை வைத்து அரசாணக்கூடியவர்கள் சாதாரணப்பட்டவர்கள் அல்ல வீரர்கள் வெட்டும்புலி குத்தும்புலி மின்புலி பாயம்புலி சங்கூர் தைகூர் எடுத்தார் கோட்டையை புனக்காடு தத்துவசாலிகள் வீராதி வீரர்கள் இருக்கின்ற கேட்டால் அந்த சராச்சரங்கள் எல்லாம் ஆடி கிடுகும் ஆடி நடுநடுங்கும் அப்பேற்பட்ட பெரிய வீரர்களாக இருக்கும் அந்த ஏழு பேருடைய கோட்டை தான் கோட்டைப்பா அவ்வளவு பெரிய வீரர் என்று சொன்னீர்கள் சரி அந்த கோட்டை இருக்கக்கூடிய இடத்தில் இவ்வளவு சுத்த வீரர்கள் இருக்கின்றார்களே கோட்டையை சுற்றி எதற்காக நெருப்பு எறிகின்றது அப்போது சொன்னார் ராஜாவும் மந்திரியும் அனீபாவே ஒரு தங்கை இருக்கின்றார்கள் ஒரே சகோதரி ஒரே ஒரு சகோதரி அந்த அம்மாவனுடைய பெண் ஆனால் அந்த பெண்ணை கோட்டைக்குள் வைத்து பாதுகாத்து வருகின்றார்கள் இந்த ஏழு வீரர்கள் அண்ணன் தம்பி ஏழு வீரர்கள் அந்த ஒரே தங்கையாக இருப்பதால் அவர்களை ரொம்ப அருமபெருமையாக வளர்த்தி சீராட்டி தாளாட்டி கண்ணும் இமையைப் போல் பாதுகாத்து வருகின்றார்கள் அந்த உடன் சகோதரி ஜத்துல் ஹரம் என்ற பெண்ணை பேரும் பாதுகாத்து வருகின்றார்கள் ஆனால் அந்த ஏழு பேரும் வீட்டில் இருக்கும் நெருப்பை அணைத்து விடுவார்கள் ஆமாம் அந்த கோட்டையிலேயே அவருடைய இல்லத்துக்கு வந்தவுடன் நெருப்பை அணைத்து விடுவார்கள் அவர்கள் திரும்பவும் பெறப்பட்டு வேட்டைக்கு செல்லும் போது நெருப்பை வளர்த்து விட்டு தங்கைக்கு பாதுகாப்பாக நெருப்பை வளர்த்து விட்டு போவார்கள் பார்த்து வடக்கு முகமாக பாருங்கள் வடக்கு திசையாக பார்த்தார்கள் பார்க்கும் போது பூமியில் இருந்து மேக மண்டலங்களை போல் புகைதானே கிளம்பி வருகல்லா புகை வருதல்லா புகையானது மேகங்கள் வந்தது போல் புகையல் வருகங்கள் வருவதல்லா குடைபிடித்து வருகல்லா குடைபிடித்து வருகல்லா அந்த சுவாசமானதுல்லா என்று பூமிக்குள் புகைதானே கிளம்பி கொண்டிருக்கின்றது மேகங்களை போல் கூடி கிளம்பி கொண்டு வருகின்றனர் தெற்கு திசையில் வந்து நமக்கு திரும்பாத பயணம் என்று சொன்னது போல் அல்லாஹாலான் அமலை வீட்டுக்கு போக விடுவானா நாம் திரும்பி நம்முடைய நாட்டுக்கு செல்லுவோமா இருந்தாலும் நம்முடைய நாட்டுக்கு சுத்தி பார்க்க வந்து விட்டோம் இங்கே நடக்கக்கூடிய அதிசயங்களை பார்த்து விட்டுத்தான் போக வேண்டும் என்று ஹனிபாடே மந்திரி கதிரானந்த ராஜனே இது என்னப்பா காரணம் குப் குப் என்று புகை பூமிக்குள்ளிருந்து வருகின்றதே அதனுடைய அஜபு என்ன என்று கேட்டார்கள் அப்போது ராஜனும் மந்திரியும் சொல்லுகின்றான் அலிவுல்லா மகனே அந்த புகை வருகின்றதே அது நீங்கள் புகை என்று நினைத்து விடாதீர்கள் அதுதான் அந்த சண்டாள பாதகன் வெள்ளராஜிதன் அந்த ராஜ அரக்கன் அவன் ஆறு மாச தூக்கம் ஆறு மாச மொழிப்புக்காரன் அந்த பாதகம் தான் விடக்கூடிய சுவாசமாக இருக்கும் பூமியை அதாவது பாதாளத்துக்குள்ளே குடியிருக்கின்றான் நூத்தி அறுபது கஜம் தாழ்மையாக பூமியை தோண்டி அந்த பூமிக்குள்ளே குடியிருக்கின்றான் அவன் தூங்கும் போது விடக்கூடிய தங்கை ஜத்துல் ஹரம் என்ற பெண்ணை தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று காத்திருக்கின்றான் இதை தெரிந்த ஏழு வீரர்கள் அவர்கள் வேட்டைக்கு போகும் போது சுத்திலும் நெருப்பை வளர்த்தி விட்டு போகின்றார்கள் நம்முடைய தங்கைக்கு ஆபத்து வந்து என்பதாக நெருப்பை வளர்த்து விட்டு வேட்டைக்கு போய்விடுவார்கள் இப்போது கோட்டையில் யாரும் இல்லை அந்த பெண் தான் இருப்பார்கள் அந்த ஏழு பேரும் வேட்டைக்கு போயிருப்பார்கள் அந்த இடத்திற்கு நீங்கள் சென்று அந்த ஹரம் தீவு பட்டணத்தை இஸ்லாமாக்கி அந்த ஏழு வீரர்களையும் வென்று அந்த ஏழு வீரருடைய தங்கை ஜப்துல் ஹரம் என்ற பெண்ணை நீங்க கல்யாணம் முடித்து திரும்பி வந்தீர்களே ஆனால் களிமாவ சொல்லிடுவோம் என்று சொன்னான் பாவி திரும்பி வரும்போது நான் இஸ்லாம் ஆக்கி மனமுடித்து உங்களை வந்து சந்திக்கிறேன் ஏழு வீரர்களையும் இஸ்லாம் ஆக்கி விட்டு என்று பாருங்கள் முகமது அனீபா சொல்லிக்கொண்டு அல்லாவையும் நாடி ஆதரவாகிய நபி முகமது முஸ்லவா அவர்களையும் நாடிக்கொண்டு ராஜர் முகமது அனிபா மாடிவிட்டு கீழே இறங்கி கீழே நிற்கக்கூடிய முகமது அனிபாவனுடைய குதிரை என்று சொல்லர்ந்து வேண்டும் என்று அந்த பாதையிலே பாய்ந்தார்கள் வானத்துக்குள்ள புகுந்தார்கள் நபிபெறி மகனார் திறந்திறந்திட ஞார யுத்தம் கொண்டாடும் அலிபூலி மகனார் வாய்ந்தார்கள் அலி மகனார் வனத்தில் மறை பெரு தவம் முத்தவர முத்திரே வரம் தரவை அருளும் புறையே தருத்த பெத்தவர பெருத்த முத்தவர முத்திரே வரம் தரவை அருளும் புறையே முதலில் வரும் நபிகள் புகழும் அகமூதரு பதியாதாரணி புரியதா கலிபு சரணவேதனயதாதானிதம்கா நித்தமாசவை தெற்றி கவியானன் சுற்றதி முஹம்மதின் வீரவீ முத்தியரே சுத்தமாய்arul புருவீரே வெத்திகள்துல் ஹரி உத்தரல் முரியமந்த கத்த நவ தரித ரத்தி நமயந்தன் தaggo நித்தம தரிட வேகமாக குதிரையை பரிநடத்தி மின்னல் வெட்டி மறைந்தது போல் பெருமானார் அவர்கள் மின்னல் மறைந்தது போல் அந்த நெருப்பு எரியக்கூடிய ஊருக்கு ஹரம் தீப பட்டணத்துக்கு வந்து சேர்ந்தார்கள் கோட்டையின் முன்பதாக வந்து நிற்கின்றார்கள் sanghayulla <laughs> ali maganar sanghayulla அன்னுடைய பேரனார் அவர்கள் கோட்டை நெருப்பு எரியக்கூடிய கோட்டைக்கு முன்பதாக வந்து நின்று என்ன நினைக்கின்றார்கள் ஆண்டவனே இந்த நெருப்பை நாமல் எப்படி கடந்து கோட்டை வாசலில் செல்ல முடியும் என்று நினைத்தார்கள் நினைத்துக் கொண்டு தன்னுடைய சவாரியான குதிரையை பார்த்து அந்த குதிரையின் இடத்திலே இசாரா கொடுக்கின்றார்கள் நாம் மதினாவிலே உள்ளவர்கள் இதோ இந்து காவர்கள் வசிக்கப்பட்ட இடம் இந்த இடத்திலே நெருப்பு எறிகின்றது இந்த நெருப்பு எரியக்கூடிய இடத்தில் கோட்டை உள்ளே இருக்கின்றது அந்த கோட்டை வாசலுக்கு நாம் போய் சேர வேண்டும் செல்ல வேண்டும் நெருப்பை தாண்ட வேண்டும் ஆகவே நீ என்னை இந்த நெருப்பை மின்னல் வெட்டி மறைந்தது போல் நெருப்பை தாண்டி கோட்டை வாசலில் கொண்டு என்னை நிறுத்த வேண்டும் அப்படி நீ நிறுத்தாத போனால் உன்னை நான் என்னுடைய கையிலே இருக்கக்கூடிய சைபன் என்று சொல்லக்கூடிய வாளை கொண்டு உன்னை வெட்டி கருவறுத்து சங்காரம் செய்து விடுவேன் என்று குதிரைக்கு இசாரா கொடுத்தார்கள் சிமந்து கொண்டு பின்பக்கமாகத்தானே குதிரை வந்து முன்னடித்து வந்து கொஞ்சம் தூரத்திலே வந்து அது ரொம்ப ஆக்ரோஷம் கொண்டு குதிரையாக பெற்றது வேகம் கொண்டு ஓட்டமாகத்தானே ஓடி நெருப்பையும் தாண்டிடுமாம் கோட்டை வாசல் வந்துடும் நாம் நெருப்பையும் தாண்டிடுமாம் கோட்டை வாசல் வந்துடும் அல்லாவுட திருவையினால் மகனால் வந்துடுவார் அன்பு மகனால் வந்துடுமா கோட்டை வாசலே வந்து இறங்கி முகமது குதிரையை தடவி கொடுத்து குதிரையின் காதுகளில் பெருமானார் செல்லு அலைவர் செல்வத்தினுடைய சலவாத்துகளை ஓதி ஊதி கொண்டு அந்த வாசலிலே ஜெகஜோதியாக இறங்கிக் கொண்டு சந்திரனும் சூரியனை போன்று முகமது அனிவா நிக்கின்றார்கள் அப்படி நிற்கக்கூடிய ஒரு தருவாகிலே அந்த கோட்டைக்குள் இருந்து ஒரு சத்தம் ஒன்று ஏற்படுகின்றது ராஜர் முகமது நீ சத்தத்தை காதுனால் கேட்கின்றார்கள் என்ன சத்தம் கேட்கின்றார்களே ஆனால் அழகு அழகு குருடைய சத்தம் தான் ஏற்படுகின்றது நபி பெருமானார் முகம் அன்னவர்களின் களிமா சத்தமும் முகமது காதலியை கேட்குறது ஒரு சத்தேகின்றதே இந்த சத்தம் ரொம்ப இனிமையாக இருக்கின்றதே இறைவா இது யாருடைய சத்தமாக இருக்கும் இந்த காவருடைய கோட்டையில் இந்த சத்தம் இந்த குருஹானுடைய சத்தம் எப்படி வந்தது வரவேண்டிய காரணம் என்ன யாரையாவது சிறை பிடித்து வைத்திருக்கின்றார்களா இந்த பாவிகள் நம்முடைய நாட்டிலே உள்ள நாலாவதில் உள்ளவர்களை மனதிலே வைராக்கியம் கொண்டு ராஜர் ஹனீபா அவர்கள் ரொம்ப காது கொடுத்து செவிதாழ்த்து கேட்டார்கள் அப்படி கேட்கும் அந்த சத்தமாக ஒரு பெண்ணுடைய சத்தமாக தெரிகின்றது இது ஒரு பெண்ணின் குரலாக தெரிகின்றதே அப்போது நம்முடைய நாலாவேதில் உள்ள ஒரு பெண்மணிகளை யாரையும் சிறை வைத்தாலும் வைத்திருக்கின்றானோ பெண்ணா இருந்தாலும் ஆணாயிருந்தாலும் நம்முடைய கூட்டத்தாள்களாக இருந்தால் இந்த நாம் கண்டம் கண்டமாக சிறை மீட்டி நம்முடைய நாட்டுக்கு கொண்டு போக என்று நினைத்து என்று மனதிலே வைராக்கியம் வைத்துக் கொண்டு ராஜர் அவர்கள் நிற்கின்றார்கள் இன்னும் அவர்கள் அப்படி நிற்கக்கூடிய நிலையில் அங்கு ஓதி இருந்தவர்கள் யாராக இருக்கும் என்று கேட்டால் அந்த ஓதி குர்ஹான் மறை வேதத்தை ஓதுகிறதும் ரசூலுல்லாவுடைய கலிமாவை சொல்லிக் கொண்டிருக்கக்கூடிய பெண்மணி அந்த ஏழு பேர் வெட்டும்புலி குத்தும்புலி மின்புப்புலி பாயும்புலி சூரப்புலி சம்ஹூரு தைகூறு எடுத்தார்கோட்டை சனக்காடு புனக்காடாக்கப்பட்ட வீராதி வீரர்கள் பிளாக்கிரமசாலிகள் தத்துவசாலிகள் அந்த ஏழு பேருடைய ஏழு பேருக்கு இளைய தங்கையாக இருக்கும் ஜத்துல் ஹரம் என்ற பெண்ணாக இருக்கும் அந்த பெண் அங்கே ஓதிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் எப்படி முடிந்தது அந்த ஓதும் என்ன என்று கேட்டால் பெருமானார் முன்பதாக கனவில் தோன்றினார்கள் அந்த கனவிலே தோன்றி அர்ம நாயகம் சொல்லு அலிவசல்லம் அவர்கள் அந்த பெண்ணை இஸ்லாமாக்கி அந்த அம்மாவை பார்த்து ஓ ஜெயினுல் ஹரப் என்று சொல்லக்கூடிய பெண்ணே நான் கனவில் வந்து விட்டு போகின்றேன் மூன்று தினம் கழித்து என்னுடைய பேர பிள்ளை வருவார் ஹம்மது ஹனீபா இங்கு வருவார் அவர்தான் உங்களுக்கு ஆகிரத்துக்கும் துனியாவுக்கும் கணவராக இருக்கும் உங்களுடைய இருக்கும் என்று பெருமானார் கனவிலே நிக்காக முடித்து வைத்து விட்டு நாயகம் மறைந்து விட்டார்கள் வேத புரகான் வரை வேத குத்தாபையும் கொடுத்து விட்டு மறைந்து விட்டார்கள் அந்த அம்மா தான் அங்கே இருந்து ஓதிக்கொண்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய ஜெகஜோதியான ஒளிவும் இவர்களுடைய பிரகாசத்தையும் அல்லாஹு தாலா ஆண்டவன் அந்த அம்மா இருக்கக்கூடிய அரவணையில் அவர்கள் இருக்கக்கூடிய ரூமில் தானே அந்த ஒளிவு விழுந்தது ஹம்மது நிபாவுடைய ஒளிவு அந்த அம்மா இருக்கும் அறையிலே அடித்தது ராஜர் அனீஹாவுடைய ஒளிவை கண்டவுடனே இந்த அம்மாள் பதறி எழுந்தரித்து நம்முடைய கணவர் அலிவாவுடைய மகன் நம்முடைய பேரனார் முகமது முஸ்தபார் அவர்களுடைய பேரனார் நிச்சயமாக வந்திருப்பார்கள் அதுதான் இந்த ஒளிவை நாம் பார்க்கின்றோம் நம்முடைய ஹலால் வந்து விட்டார்கள் என்று பதறி எழுந்தரித்து சுரஹான் வேதத்தை தானே மடக்கி வைத்துவிட்டு ஓடோடி வந்தார்கள் வந்து ஜெயினுல் ஹரப் பிவி கதவை துறந்தார்கள் கதவை துறக்கும்போது ராஜர் ஹனீபா சந்திரனும் சூரியனை போன்று பதினாலாம் பக்கத்து நிலவை போன்று ஜெகஜோதியாக நிக்கின்றார்கள் ஹெமதனீபாவுடைய அழகையும் தெளிவையும் ஒளிவையும் கண்டு உடனே அந்த ஜெயினுல் ஹரப் என்ற பெண்மணி அவர்கள் உடனே அரமனைக்குள்ளே நின்று கொண்டு என்ன சொல்லுகின்றார்கள் அரமனைக்குள் வருவீர் அலி மகனே அரமனைக்குள் வருவீர் அரமணைக்குள் அலி மகனே அரமனைக்குள் வருவீர் ஆதி முதலோன் சோதி துலங்கும் ஆதி முதலோன் சோதி அரம அலி பேர அரமனை வாருங்கள் ரசூலுல்லாவுடைய பேரரே அலி உள்ளாவுடைய மகனே வாருங்கள் என்னுடைய ஹலாலே வாருங்கள் என்னுடைய மன்னவர்களே வாருங்கள் என்று இந்த பீவிட்டி அழைக்கின்றார்கள் அழைத்த உடனே பேரனார் நினைக்கின்றார்கள் யா அல்லா ரஹ்மானே இது என்ன குதிரத்தாக இருக்கின்றது இந்த பெண்ணை நாம் முன்பின் பார்த்ததில்லை இந்த அம்மாவை நாமல் பார்த்ததில்லை இந்த அம்மா வந்து நம்மளை பார்த்ததில்லை இருக்கும்போது அரமனைக்குள் வாருங்கள் நபியுடைய அலிவாவுடைய அழைக்கின்றார்களே என்ன மர்மம் இதனுடைய காரணம் என்னவோ தெரியவில்லை என்று முகமது அனீபா மனதிலே ரொம்ப ஆத்திரமடைந்து ரொம்ப கோபம் உண்டாகி உடனே முகமது அனீபா அந்த பெண்ணை பார்த்து கேட்கின்றார்கள் பெண்மணியே கொஞ்சமாவதும் அரமனைக்குள் வாருங்கள் என்று தைரியமாக அழைக்கின்றாயே நீ எப்படி அழைக்கலாம் உனக்கு என்ன தைரியம் என்னுடைய பேர் எப்படி உனக்கு தெரியும் நபியுடைய பேரனார் என்று இன்னும் மன்னர் அலியுட தன் மகனார் என்று எப்படி நீ அறிந்தாய் மன்னர் மகனார் எப்படி நீ அறிந்தா அகை எழுந்தும்பை என் முன்னே சொல்லுவாய் மங்கையில மயிலே மங்கை எழுந்தும்பையன் முன்னே எப்படி நீ அறிந்தாய் இளம்ஐ தண்ணீர் சொல்லுவாய் வண்ண இளம் மயிலே ஓ பெண்ணே ரசூலுல்லாவுடைய மகன் நீ எப்படி அறிந்தாய் அலி மகன் என்றும் ரசூலுல்லாவுடைய பேரனார் என்றும் எப்படி அறிந்தாய் என்று சொன்னே ராஜர் முகமது கோபமும் மூன்று தினங்களுக்கு முன்பதாக இங்கு வந்திருந்தார்கள் கனவிலே நாயகத்தை நான் கனவிலே கண்டேன் என்னை இஸ்லாமாக்கி ஈமான் காரியம் இஸ்லாம் காரியத்தை எனக்கு ஐந்து ஆறு பதினோரு காரியத்தை தந்து அல்லாஹனுடைய படித்து தந்து என்னுடைய என்னுடைய பேர பிள்ளை முஹம்மது ஹனீபா இங்கு வருவார்கள் அவர்கள் உங்களுக்கு ஆகிரத்துக்கும் துனியாவுக்கும் கணவராக இருக்கும் என்று நாயகம் கனவிலே சொல்லி கொண்டு மறைந்தார்கள் இதுதான் உண்மை என்று சொன்னார்கள் இந்த அம்மா இதை கேட்டவுடனே முகமது அனீபா பார்த்தார்கள் என்றும் சொல்லுகின்றாயே அதை பற்றி பரவாயில்லை ஆனால் எங்களுடைய பாட்டனார் முகமது முஸ்த அவர்களை நீ கனவில் வந்தா என்று சொன்னதுனால் கனவில் வந்ததற்கு காரணத்தை சொல்லு பெண்ணே கனவில் உடனே அந்த அம்மா சொல்லுகின்றார்கள் மன்னர்களே உங்களுடைய பாட்டனார் அடையாளம் என்ன தெரியுமா காதவழி வெறுதுளைக்கு கஸ்தூரி வாடைகளாம் காதவழி வெகு தூளைக்கு கஸ்தூரி வாடகைகளாம் தூர வழி வெறுதுளைக்கு துளங்கும்ப நிர்வாடைகளாம் துறவழி வெறுதுளைக்கு துறங்கும் பனிர் வாடகைகளாம் வானங்கதிர் மணமாம் மையும் மணமாம் கதிர்மணமா மையகங்கும் மனமாம் நலிமணம் மன்னவர்களே சர்தார் நபி ஆண்டவர்கள் வந்ததற்கு அடையாளம் இதுதான் அவர்கள் வருவதற்கு முன்னே காதவழிக்கப்பால் கஸ்தூரி வாசம் கமகமா கமகமா என்று இளங்கிக் கொண்டிருந்தது நாலு திசை மனக்கும் நபி மனமும் கஸ்தூரியாம் அப்போது அனீபா நினைத்தார்கள் வாசமும் நபி ஆண்டவர்கள் ஹயாத்தோடு சென்றாலும் அவர்கள் மௌத்துக்கு பின்னே அவர்கள் எங்கே கனவுல சென்றாலும் அவர்களை பின்தொடர்ந்து கஸ்தூரி வாசம் கமகமா என்று மனத்துக்கொண்டு இருக்கும் இது உண்மை இந்த பெண் சொல்வது சரி பெண்ணே இதை நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் ஆனால் களிமா சொன்னதற்கு அடையாளம் என்ன நாயகம் சொல்லுவ சொல்லும் உங்களுக்கு களிமா சொல்லி தந்தார்கள் என்று சொன்னீர்களே அதற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள் உடனே அல்லாவுடைய அல்லாவுடைய திருமறை எடுத்துக்கொண்டு கொடுத்தார்கள் அதை வாங்கி கண்ணோடு கண் வைத்து விட்டு முகமது அனிபா திரும்பவும் அந்த பெண்ணிடத்தில் கொடுத்தார்கள் பெண்ணே இதையும் நான் ஒப்புக்கொண்டு விட்டேன் ஆனால் உனக்கும் எனக்கும் கல்யாணம் செய்ததாக சொன்னியே என்னை பார்த்து ஹலால என்று நீ அழைத்தியே அப்படி நாயகம் சொல்லதாக ஒரே செல்லும் அவர்கள் எனக்கும் உனக்கும் நீச்சாக முடித்ததற்கு சாட்சியார் என்று கேட்ட அந்த அம்மாள் சொல்லுகின்றார்கள் என்னுடைய மன்னவர்களே எனக்கும் உங்களுக்கும் திருமணம் செய்ததுக்கு சாழ்க்கி அல்லாஹு அல்லாவுடைய சாழ்க்கியை வைத்து தான் நாயகம் அலிவசல்லம் எனக்கும் உங்களுக்கும் கடவுளே ஜோடி பொருத்தத்தை சேர்த்து வைத்தார்கள் இதுதான் உண்மை என்று சொன்னார்கள் உடனே முகமது அனிபான் அனைத்தார்கள் ஆண்டவனை இந்த பீவி ரொம்ப உண்மையா உள்ளவர்கள் சத்தியம் உள்ளவர்கள் சாத்மியமான உள்ளவர்கள் நேர்மையுடையவர்கள் அவர்கள் சொன்னது உண்மைதான் இதுக்கு மிஞ்சின சாட்சி உலகத்தில் இல்லை ஆனால் இவர் உண்மையான பெண் தான் என்று சொன்ன உடனே முகமது வாருங்கள் ஹலாலே இப்போதாவது என்னை நம்பிவிட்டீர்களா வாருங்கள் அரமனைக்குள் வாருங்கள் தவையாறுங்கள் தண்ணீர் குடியுங்கள் என்று சொல்லவும் ராஜர் முகமது நீவா உடனே குதிரையை நிறுத்தி கொண்டு இன்னும் கோட்டைக்குள்ளே சென்றார்கள் அவருடைய குதிரையைத்தானே அழைத்து கோட்டைக்குள் தள்ளி ராஜர் முகமது அந்த அம்மாவோடு மாடி வீட்டிலே சென்று அரமணைக்குள் சென்று அந்த அம்மா சப்ஜி ஜல்லாவோடு சர்பந்துகள் எல்லாம் கொடுத்து தவையாறி இன்னும் ராஜர் முகமது நிபாவுக்கு உண்பதற்கு ஜபாதாக்களும் கொடுத்து அவருடைய கலப்புகளையெல்லாம் மாற்றி ராஜர் முகமது நீபாவிடம் ரசூருல்லாவுடைய ஹதீசுகளை பற்றி இந்த பெண் கேட்கின்றதும் பெல்டி பேசத்தில் சத்தம் ஒன்று கேட்கின்றது ஏற்பட்ட சத்தம் தடதடா என்றொரு சத்தம் கேட்டார் கோட்டை நடுங்கிடவேடா என்றொரு சத்தம் கேட்டார் கோட்டை அட்டாள பவனங்கள் எல்லாம் கிடுக்கிட்டு நடுங்கும்படி அதிர்ச்சி வரும்படியான ஒரு சத்தம் ஒன்றுதான் கேட்டது முகம்மது காதுக்கு